வரமத்துலாஹி வபரகாத்து புகாரி ஷெரீஃபினுடைய நான்காவது நாள் தொடர் என்று இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் இறங்கப்பட்ட வகையனும் இறை செய்தியை மிகல் நாயகம் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லும் அவர்கள் எவ்வாறு மனநம் செய்தார்கள் அதை மனம் செய்வதற்கு நபி அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளையும் சிரமங்களையும் மேற்கொண்டார்கள் அவர்கள் கொண்ட சிரமத்திற்கும் முயற்சிக்கும் பதிலாக அல்லாஹு என்ன வசனங்களை இறக்கினான் என்பதை குறித்துதான் இன்றைய ஹதீசில் நாம் காண இருக்கின்றோம் இஸ்மாயில் கால ஹத்தா அபு அவனா அபி ஆயுஷத்த قال حدثنا سعيد بن جبير عن ابن عباس رضي الله تعالى انهم اجماعين في قوله تعالى لا تحرك به لسانك لتعجل به قال كان رسول الله صلى الله عليه وسلم يعاجل من التنزيل شدتا وكان مما يحرك شفتيه فقال ابن عباس رضي الله تعالى عنه فانا احركهما لكم كما كان رسول الله صلى الله عليه وسلم يحركهما وقال سعيد انا احركهما كما رايت ابن عباس يحركهما فحرّك شفتيه فأنزل الله تعالى لا تحرك به لسانك ليتعجل به إن علينا جمعه قرآنا قال جمعه لك في صدرك وتقرأه فاذا قرأناه فاتبع قرآنا அதாவது அவர்கள் அறிவிக்க கூடிய சாதிபு ஜு ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய காமிக்கின்றார்கள் நான் ஒரு நாள் இபு அப்பாஸ் ரதி அவர்களை சந்திக்க சென்றேன் அப்படி சந்திக்க சென்றபொழுது இபுன் அப்பாஸ் ரதி அனுகு அவர்களிடத்தில் நான் கேட்டேன் அருமையை தோழரே நாயகன் சல்லாஹு அணிவு செல்லும் அவர்களுக்கு வகையினும் இறை செய்தி வரும் அதை நபி அவர்கள் எப்படி மனநம் செய்தார்கள் உங்களுக்கு அதை எப்படியெல்லாம் போதி காமித்தார்கள் என்பதை நான் இப்ரா அபா சரதி கேட்டேன் அதுக்கு இப்ரா அபா சரதி அல்லாஹு தாலா சொன்னாங்க நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு வகை வரும்பொழுதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு ஒரு வகை வருதுன்னு சொன்னால் ஒரு இறை செய்தி வருதுன்னு சொன்னால் அந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கும்போதே விரைநிலை அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அதை மனநம் செய்வதற்கு நபிஸ்வல்லா வலிவசல்லம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தங்களுடைய உதடுகளை வேகமாக அசைத்து கொண்டே இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றுக்கு வாட்டி சொல்லும் போது எவ்வளோ சொல்லுவோம் அந்த மாதிரி ரசூலுல்லா அந்த வகையை அந்த இறை செய்தியை மனநம் செய்வதற்காக ரொம்ப வேகமாக வேகமாக வேகமாக தவறுடைய வாயை அசைத்தார்கள் அப்படி அசைப்பது நபி அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன்னா ஜிபேசம் ஒவ்வொரு வாட்டி வகை வரும் ரசூலுல்லாவுக்கு கடுமையாக வேக்கும் உடலில் பலஹீனம் ஏற்படும் நாயம் சல்லாஹம் அவர்களுக்கு வகை வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் குறையும் இப்படி பல்வேறு விதமான ஹரிசுகள் நாயம் சல்லாசம் அவர்களுடைய வகையை குறித்து இருக்குது அப்போ அந்த கடுமையிலும் கூட அந்த குளிரிலும் கூட அந்த வேர்வையிலும் கூட நாயம் சல்லாஹம் அந்த வகையை மனப்பாடம் பண்றதற்கு இறை செய்தியை மனநம் செய்வதற்கு ரொம்ப வேகமா தங்களுடைய உதடை அசைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இபு அப்பாஸ் ரதி இல்லாம ரசூல்லா உதட அசைச்சா மாதிரி அசைச்சாங்க அசைச்சு காமிச்சாங்க அப்படின்ட்டு சாதிபு ஜுபேர் ரதி இல்லாம சொல்றாங்க இப்படி எல்லாம் ரசூல் அசைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹத்தாரா குரான்ல ஒரு வசனத்தை இறக்குனா என்ன வசனத்தை இறக்குனா அந்த குரானை உங்களுடைய மனதில் பதிய செய்வது என்னுடைய பொறுப்பு பின்வருமாறு அப்பாஸ் ரதி சொல்றாங்க ஒன்று சேர்ப்பது என்று சொன்னால் நாயம் சல்லாச அவர்களுடைய மனதில் ஒன்று சேர்த்து நாயகத்தை ஓத வைப்பதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் குரானா நாயகமே அந்த குரான் ஓதப்பட்டால் அந்த வகை உங்களுக்கு இறங்கப்பட்டால் நீங்கள் அதை செவித்தாழ்த்து அமைதியான முறையில் கேளுங்கள் அதை செவிதாழ்த்து அமைதியான முறையில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் வகையை இறக்கிறான் அடுத்த அல்லாஹ் இறக்கிறான் இன்ன அலைனா பயானா மீண்டும் அந்த தெளிவுபடுத்தி மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நாமே பொறுப்பில் எடுத்துக்கொண்டோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார் இதுக்கப்புறம் சாணர் சுஹ்லாஹ் அஸ்லம் பாததா அலிகைதா அத்தாஹூ ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு அப்புறம் அஹம் சல்லாஹம் ஜிப்ரேல் இஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஜிபுர் அலி இஸ்லாம் வகையை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இஷ்டமாக நாயம் சல்லாஹம் அந்த வகையை பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் முன்னாடி ஓதன மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு நாயம் சுல்லாஹம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனப்பாடம் செய்யறதை நாயிம் சுல்லாஹம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க ஜிபர் அலி பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதன் தலக்க ஜிப்ரஹிர் அலி இஸ்லாம் ரசூல்லா விட்டும் போயிட்டாங்கன்னா கராகுன் நபி யூ சல்லாஹ் அலி கமா கரூ ஜிபி அலையா இஸ்லாம் வந்து ஜிபுர் இஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நாயம் சொல்லாசிம அவங்க அந்த இறை ஓதுவாங்க எப்படி தெரியுமா ஜிபிரஸ்லாம் எப்படி ஓதுனாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் நாயம் சொல்லாசம் அவங்க இறை செய்திகளை வகையை ஓதுவர்களாக நாயம் சொல்லாசிமா அவங்க இருந்தாங்க என்பதாக சாதிமனு ஜுபேரது இல்லாம சொல்லக்கூடிய ஹதீஷ் பஹாரியில் நான்காவது ஹதீஷாக பதிவு செய்யப்படுகிறது இதனை திருக்குறியவர்களே அப்போது நாயம் செல்லாசம் அவங்க குரானை மரணம் செய்வதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக வகையை மரணம் செய்வதற்கு சிரமங்களை மேற்கொண்டவர்களாக இருந்தார்கள் லாமும் இறைவசனங்களை குரானை மரணம் செய்து நாயகம் சல்லல்லாஹ் வளைவசல்ல செய்ததைப் போன்று முயற்சிகள் செய்து இந்த ஹொரானை மரணம் செய்து கொள்வோமாக வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் அப்புர் அலமின் அனைத்து பாக்கியங்களையும் தருவாராக இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறொரு ஹதீஸில் சந்திக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து